எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்டிக் இப்போ நீங்கள் பார்க்கறது சூப்பரான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சில்க் காட்டன் சாரிங்க ஃபர்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் சில்க் காட்டன்ல ஃபிஃப்டி பர்சன்ட் பியூர் சில்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டனும் மிக்ஸ் பண்ண இந்த சாரி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம கிட்ட பண்ணி கேட்ட சாரி கலெக்ஷனில் இதுவும் ஒன்றுங்க பியூர் silk cotton போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுதான் பியூர் சில்க் காட்டன் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு இன் முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னா கைத்தறியில் நெசவ் பண்ணுதுங்க இது வந்து ஹேண்ட்லூம் மேட் ஹேண்ட்லூம் மேட் பியூர் சில்க் காட்டன் சாரி பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோ கலர் பலுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் இந்த பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பழுவில் வரக்கூடிய இது ஜரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்டட் ஜரில ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி மூவாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த ஸாரீ உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸாரியோடைய ப்ரைஸுங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சாரியோடைய ப்ரைஸ் இதை நீ எங்கே பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த சேரீ பார்க்கும்போது சேரீடைய பிக்சருக்கு கீழே த்ரீ தான் மென்ஷன் ஆகிருக்கும் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது இந்த சாரீ ப்ரைஸ் த்ரீ கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆடாகுங்க ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த சேரீ எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் நீங்கள் வாங்க முடியும் இப்போ இந்த கலர் ஸேரீ சொல்லிடுறேன் பாடி ஆஃப் சேரீ பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் பழுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் சேம் டைப்புங்க எதுவுமே நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் ஸோ சாரியுடைய ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் அதோடைய வந்து ஒன் சிக்ஸ்டி அப்போ நீங்கள் ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணுங்க இப்போ நீங்க பாக்குற இந்த சாரி பல்லுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் பாடி சாரி ப்ளூ ராயல் திரும்பவும் சொல்றேன் இது வந்து பியூர் சில்க் காட்டன் பிப்டி பர்சன்ட் பியூர் சில்கும் வார்ப்பு வந்து பியூர் சில்க்குங்க இந்த சாரியில பழுவன் பிளவுஸ் ரெட் கலர்லயும் பாடி ஆரீ பார்த்துட்டீங்கன்னா டபுள் டோனு ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் பல்லுவன் பிளவுஸ் ரெட் கலர் பாடி ஆப் சாரி ரெட் அண்ட் ஆரேஞ்ச் இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாரி சில்வர் அண்ட் கோல்டு சாரிங்க சாரி வந்து தின்னாதாங்க இருக்கும் கைத்தறியில நெசவு பண்ணதுங்க சாரியுடைய குவாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா தின்னாக இருக்கும் அண்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க மெயினாக ஒவ்வொரு டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சாரீஸை நீங்கள் வர்ணா சாரீஸ் டாட் மட்டுமே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ எப்படி வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டுக்கு போகிறது அப்படின்னா கூகுள் க்ரோம்லேயே டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் வர்ணா சாரீஸ் டாட் காம் அப்படிங்கிறதே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே போகலாம் போனீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சாரீஸ் வச்சுருக்கோம் நீங்கள் அதை பார்த்து எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த சேரீயோடைய கலர் சொல்லிடுறேன் பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ பாட்டில் க்ரீன்லேயும் இருக்குதுங்க சேம் டைப்பில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் டைப்பில் இருக்கக்கூடிய சேரீ பார்க்குறோம் இந்த சேரீயில் பாடி ஆஃப் ஸாரீ பர்பிள் கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கிரீன் கலர்ல இருக்குங்க வெரைட்டிஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் பியூர் சில்க் சாரீஸில் நிறைய கேட்டகரிஸில் இருக்குங்க பார்டர்லஸ் ஜரி பார்டர் டர்னிங் ஒர்க் சாரீஸ் ஹாஃப் அண்ட் ஆஃப் பாட்லி பல்லு ஆல்செல் சாரீஸ் அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் போச்சமல்லி இக்கா டைப் சாரீஸ் இருக்குது அண்டு செலிப்ரேஷன் சாரீஸ் அதாவது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் பிலோ ஃபோர் தௌசண்ட்ல இருக்கக்கூடிய சாரீஸ்னு இருக்குது அண்டு ப்ரைடல் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்னு நிறைய வெரைட்டிஸில் வந்து நம்ம வெப்சைட்டில் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் சாரீ வந்து வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதில் ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மோர் தென் எப்படியும் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சாரீஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் ஸாரீ பீகாக் ப்ளூ கலர்லேயும் இருக்குதுங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்டு சில்வர் டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டே இருக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க சாரீயோடைய மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா தின்னாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சைன் அப் பண்ணணும் அதாவது எந்த ஒரு ப்ராடக்டையும் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கட்டாயம் சைன் அப் பண்ணணுங்க சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணலாம் ஓடிபி வரும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் இதே செகண்ட் டைம் அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து சைன் அப் பண்ணி ஓடிபி நம்பர்லாம் கொடுக்க தேவையே இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டாக சைன்இன் அதாவது லாக்இன் பண்ணி போயிக்கலாம் இது செகண்ட் டைமுக்கு தான் லாக்இன் ஃபர்ஸ்ட் டைமுக்கு சைன் அப் பண்ணியே ஆகணுங்க அப்போதான் உங்களால் பை பண்ண முடியும் இப்போ நீங்க பார்த்தது பழுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா ராணி பிங்க் கலர்லையும் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர்லையும் இருக்குங்க சாரி இந்த சாரியில் பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோ பல்லுவன் ப்ளவு ரெட் கலர் இப்போ சாரீயுடைய price பார்த்துட்டிங்கன்னா பிக்சருக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸுங்க நீங்கள் அந்த ஸாரீ ஓகே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஆட் கட் பண்ணுவீங்க ஆட் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செக் அவுட் ப்ராசஸ் வரும்போது அங்கே சாரியுடைய ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி என்ன ஆகும்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கும்போது அந்த மாதிரி வரலையே அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அப்படி இல்லை வாட்ஸ்அப்லையும் இதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் என்ன பண்ணலன்னா தனித்தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணல ஸாரீ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்றா மென்ஷன் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸாரீ ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறத தனியாக மென்ஷன் பண்ணி காட்டுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர்லெஸ் சேரின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கும் அப்போ ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா பிளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவோட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க அப்போ உங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிற மாதிரி வரும் இதுவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கும் போது சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கியிருந்துருப்பீங்க நம்ம அங்கே தனியாக மென்ஷன் பண்ணல வெப்சைட்டில் ஜிஎஸ்டி தனியாக மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது பாடி ஆஃப் சாரி ப்ளூ Ink blue பிளவு ஒரு டபுள் ஷேட்ல தான் இருக்கு Pre-payment, online payment அண்ட் நம்ம கிட்ட Cash on delivery option, as usual, 200 ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் நீங்கள் முதலே பே பண்ணால் மட்டுமே ஸாரீ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண பண்ணவே முடியும் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் யூபிஐ பேடிஎம் ஆப்ஷன் பே லேட்ரான் ஆப்ஷன் EMI ஆப்ஷன் இது எல்லாமே அவைலபிள் ஆகியிருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் பேரட் க்ரீனும் பாடி ஆஃப் ஸாரி ரெட் கலர்லேயும் இருக்குது அண்டு நான் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் பே லேட்ரான் ஆப்ஷன் அண்டு ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த ஆஃபருக்கு வந்து எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நம்மளுடைய வெபேஜ்லேயே என்ன பண்ணிக்கலான்னா செக் பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கூட இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளோஸ் நேவி ப்ளோ Body of சாரீ ramar green color. Actually, இது சொல்ல ramar blue, ப்ளூ அப்படின்னு blue ப்ளூ டோனில் தான் இருக்குது ஸோ பாடி ஆஃப் சாரி ராமர் ப்ளூ நெக்ஸ்ட் சாரீ ஸோ மறந்துடாதீங்க இந்த சாரீஸெல்லாம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மளுடைய வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டுக்குள்ளே தாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் இன்னொன்று சப்போஸ் இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியலை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வர்ணா கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் கஸ்டமர் கேருடைய நம்பர் நைன் இது கஸ்டமர் கேர் நம்பருங்க அப்படி இல்லையா நம்மளுடைய வர்ணா நம்பருக்கும் கூட நீங்கள் கால் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ண வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் இப்போது உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கும் கூட நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேரீ பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ வயலட் கலர்லையும் இருக்குங்க இந்த சாரீலேன்னு பார்த்துட்டிங்கன்னா புட்டா ஒரு ரோ த்ரெட்லேயும் ஒரு ரோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கோல்டு டெஸ்ட் ஜிறைலையும் இருக்குதுங்க இது வரைக்கும் சில்வர் அண்டு கோல்டு டெஸ்டட் ஜிரை இருந்தது இப்போது த்ரெட் அண்ட் கோல்டு டெஸ்டட் ஜிறையில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க நெக்ஸ்ட் சாரி பல்லுவன் பிளவுஸ் ராணி பிங்க் கலர் பாடி ஆப் சாரி ராமர் கிரீன் கலர் இப்ப நான் காட்டின சாரீஸ் எல்லாமே பியூர் Silk காட்டனுங்க அதுவும் மட்டும் இல்லாம கைத்தறியில நெசவு பண்ணது இதுவே பியூர் சில்க் காட்டன் பார்த்துட்டீங்கன்னா பவர் லூமில் ரெடி பண்ண ஸாரீஸ் கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா இதை விட லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் இது வந்து கைத்தறிங்க கைத்தறி அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி எல்லோ கலர் பல்லன் பிளவுஸ் ராமர் கிரீன் இப்போ இந்த சாரீஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வருது ஒரு இன்ச்சுக்கு மட்டும் ஜரி பார்டர் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறதுனால நம்ம வந்து அந்த சரி பார்டரே வந்து த்ரீ இன்ச்சஸ் அண்ட் டூ இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் பார்டர்லெஸ் அந்த மாதிரி கூட நம்ம வெரைட்டிஸில் போட்டுகிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் சேரீ இந்த Body of Blue இருக்கு நெக்ஸ்ட்டு சேரீங்க இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கக்கூடியது பல்லுவன் பிளவுஸ் ராமர் க்ரீன் பாடி ஆஃப் சேரீ பார்த்துட்டிங்க அப்படின்னா சேண்டில் வித் பிங்க் காம்பினேஷனில் இருக்குதுங்க சேண்டில் வித் பிங்க் காம்பினேஷன் நான் இந்த இடத்துல கூட நான் என் கை வச்சு கூட காட்டுறேன் இது எந்த அளவுக்கு சேரீ தின்னாக இருக்குது அப்படிங்குறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கைத்தறியில நான் சர்வ் பண்ணுதுங்க இது சப்போஸ் நம்ம வர்ணா சாரீஸ் டாட் காமில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறோம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சேரீ பார்க்குறோம் பழுவன் ப்ளவுஸ் ராமர் கிரீன்லேயும் பாடி ஆஃப் சாரீ மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க அண்ட் ஜென்ரலாக நிறைய டவுட்ஸ் வரதும் சரி அண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் பண்ண முடியல இல்லை பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சில டவுட்ஸ் வந்து இருக்குங்க அதை நான் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஜென்ரலாக ஒரு அப்படியே ஓவர் லுக்கில் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சாரி பார்த்துட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேங்க புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பல்ல பிளவுஸ் ராணி பிங்க் கலர்லயும் பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர்லயும் இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேங்க சோ இப்ப இந்த சில்க் காட்டனும் சரி அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து போட்ட மாமன் டாட்டர் கலெக்ஷனும் சரி சோ ஒவ்வொன்னுமே பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நிறைய நம்ம வர்ணா கஸ்டமர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இது இதெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நாளுக்கு நாள் என்ன பண்ணிகிட்டே இருக்கோன்னா புதுசு புதுசாக ஏதாவது பண்ணலாமா கொடுக்கலாமா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கேட்குறாங்க அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்காக மட்டுந்தான் ஸோ நாம் எப்படி உங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுமே ஃபுல் சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிட்டுருக்கும்போது நம்ம ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போ வெப்சைட் ஆரம்பித்து பண்ணும்போதும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க இது எப்போவுமே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது இந்த சேரீ வந்து பாடி ஆஃப் சேரீ கிரீன் கலர்லையும் பல்லுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர்லேயும் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி பாக்கிறோம் கலர் சாரிக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெபேஜ்லயே பாட்டம்ல கிளியரா பாயிண்ட் wise கொடுத்திருக்கோம் நீங்க அதை பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நான் இப்பவே சொல்றேன் சாரி டேமேஜாக இருந்ததுன்னா மட்டும்தாங்க ரிட்டன் பாசிபிள் அதுக்கும் கம்பல்சரி நீங்கள் அன்பாக்சிங் பார்சல் வீடியோ அனுப்பணுங்க அப்போ நான் மட்டுமே நம்ம ரிட்டன் அப்படிங்கிறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்ப்போம் அண்ட் இன்னொன்று டேமேஜ் ஆகிருந்தால் மட்டும்தாங்க கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க அண்ட் இப்போ இந்த சேரீ சரி கைத்தறியில் நான் சேவ் பண்ணது அண்ட் மேக்ஸிமம் சாரீஸ் நம்ம போடுறதில் பார்த்துட்டிங்கன்னா பியொருசுக் ஸாரீ அதுவும் கைத்தறியில் நான் சேவ் பண்ண தான் ஸோ சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் கட்டாயமே இருக்கும் அதை தாண்டி பெரிய ஏதாவது டேமேஜஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ க்ரீன் பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் அப்படிங்கிறதோட எப்படின்னா கிரீன் கலர் தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிஷிங்காக இருக்கும் பழுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் அண்ட் இந்த சாரீஸில்னு பார்த்துட்டிங்கன்னா டசில்ஸ் இல்லை இந்த சாரீஸ்க்கு தயவு செஞ்சு டசில்ஸ் கேட்க வேண்டாங்க நம்ம டசில்ஸ் எப்படி மேக் பண்ணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லையே நீங்கள் அதை கூட பார்த்து மேக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சாரீஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாக எப்படி நம்ம கோடு அடிப்போமோ அது மாதிரி கூட நீங்கள் அடிச்சுக்கலாங்க body of சாரி green color, pallu and blouse magenta color வாஷ் washing இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலைங்க கண்டிப்பா dry wash மட்டுமே தான் பண்ணணுங்க இந்த சாரீஸ் வந்து hand wash கிடையாது normal wash கிடையாது dry wash மட்டுமே தான் பண்ணணுங்க ஸோ மறந்துராதிங்க இதை சாரியுடைய பிரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி வரும் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வர்ணா சாரிஸ் டாட் காம் வர வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வச்சுருக்கோம் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்